அனைவருக்கும் வணக்கம் குரு போகம் பாத பங்கஜம் நமக கழியுக வரதான எம்பெருமான் தண்டாயுது பானிசுவாமியை அழுதின் முயன்று பிரதிஷ்டை செய்த போகற் சித்தரை பற்றி அகஸ்திய முனிவர் அகஸ்தியமா சித்தர் கூறியுள்ளவற்றை பார்ப்போம் வாருங்கள் அகஸ்திய முனிவர் போகரை சீனாக்காரர் என்றே கூறுகிறார் அகஸ்தில் பனிரெண்டாயிரம் காண்டத்தில் சித்தான சித்துமுனி போகநாதன் சிறந்த பதினின் பேரில் உயர்ந்த ஸ்ரீவன் கத்தனினும் கனமான சீனபதி முத்தான அதிசயங்கள் யாவற்றுந்தான் மூதுளைகள் கண்டறிந்த முதல்வன் சித்தன் நேர்த்தமுமே மாசிலா கடவுள் நீ நிலத்தில் மறவாத போகர்தானே தானே கேள் புளிப்பானி தனியான குரு இவரே என்பார் கோலேதான் இவருடைய தந்தை தாய்கள் கொற்றவனே நெடுங்கால முன்னே அப்பா ஆமேதான் சீனபதி தேசந்தில் அப்பனே சீனபதி பெண்களுக்கு பூமே தான் ஏவல் பணி ஏதென்றாக்கார் பொங்கமுடன் உடுகரைகள் விழுக்கும் மாண்பர் தாமேதான் டபுக்கார வளலை கண்டோர் அதாவது போக சீனபதிக்கு உகந்த பாலர் காளாங்கியின் சீடர் சித்தகளின் முதன்மையானவர் புளிப்பானியின் குரு இவருடைய தாய் தந்தையர்கள் சீனாவில் பெண்களுக்கு துணிகள் வெளுத்துக் கொளுத்து பிழைத்து வந்தனர் என்கிறார் அகஸ்திய போகர் சலவை தொழிலாளியின் குடும்பத்தில் பிறந்தவர் என்கிறார் அதோடு சவர்காரம் சித்தங்களில் அறிய வேண்டிய முதன்மையான பொருள் போகரின் தாய் தந்தையர்கள் அதன் தன்மையை உணர்ந்தார்கள் என்று கூறி எதிர்காலத்தில் போகர் சவர்கார வலை மார்க்கம் கண்டதற்கு ஒரு அடிப்படையை உண்டாக்கியுள்ளார் பாறைதான் சீனபதி வெள்ளை மாண்பர் பார் உலகில் போகருடன் மரபென்பார்கள் நேரேதான் பதினெட்டு வெள்ளை மாண்பர் நெடிதான பூவழகில் வாழ்ந்தாரப்பா சீன நாட்டில் உள்ள வெள்ளை நிற மக்கள் போகரின் மரபு என்பார்கள் உலகத்தில் பதினெட்டு வகையான வெள்ளை நிற மனிதர்கள் உண்டு அவர்களிலே சீனர்களும் ஒரு ஒரு வகையாவார் கேலப்பா போகரவர் சிறுவன் பாலன் கெடியான விழமையிலே அதிசயங்கன் தாளப்பா தாய்ப்பாலை உண்ணும் போதும் தகமையுடன் ஆறு தீங்கள் நடக்கும் போதும் வாளான ரம்பம்போல் வார்த்தை கூரும் வளமான லோக அதிசயங்கள் கூறும் மீலப்பா ஞானப்பால் தானே கேட்கும் விட்டஹொரை வாய்த்ததென்று கூறும்பாரே கூறுமே வேதாந்த சின்மயத்தை குறிப்புடன் லோகத்தார் பிரமை கொள்ள தாறுமாறாகவேதான் அச்சரங்கள் தனித்தனியே அறியாத தன்மை போலும் லோகமதை வெறுத்தார் போலும் வேதாந்த தாயினுட வார்த்தை கூறும் மாருடனே வார்த்தை எது கண்டபோதே மெத்தவும் து தூக்கிப்பாளை பால் உழிக்கும் பச்சிலம் குழ குழவி பருவத்திலும் ஆறேழு மாதங்களுடைய இளம் சிசுவாக இருந்த குழந்தை பேசும் சொற்கள் கேட்டு தாயா திடுக்கிடுவார் உலக அதிசயங்கள் ஒன்றுபோல் தன் வயது வயதுக்கு சொற்களை கூறும் மந்திரச் சொற்களை மழை மொழியில் தாறுமாறாக உச்சரிக்கும் உலகத்தின் நிலையாமை பற்றியும் எல்லோருக்கும் தாயான உறுத்தி இருக்கிறாள் என்று கூறும் குழந்தை இப்படி பேசுவதைக் கண்ட தாயானவர் இது என்னவோ ஏதோ ஏதோ தெரியவில்லை என்று மிகுந்த துக்கம் அடைவார் துக்கித்த தாயாரும் மெச்சவேதா துப்புரவாய் செய்யவும் ஏதுரைப்பான் தக்கபடி உத்தாரம் விடையும் தனியான வேதாந்த தன்மையோடும் சிக்கமுடன் யோகத்தை காண வேண்டும் சிதாகாச பொருள் அடைத்தும் அறிய வேண்டும் மிக்கவே சத்த சாகரத்தையானும் மீட்சியுடன் காணவென்று பேசும்பாரே அவ்வாறே தாயார் துக்கமடையும் சமயங்களில் அம்மா நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்னை சாதாரண மனிதன் என்று நினைத்துக் கொள்ளாதே நான் பிறவிக்கடலை தாண்டி பெரும் பெயரடைய பிறந்தவன் இந்த உலகம் எல்லாம் சுற்றி வரப்போகிறேன் ஏழு கடற்களையும் தாண்டி போகப் போகிறேன் என்றெல்லாம் வித்தாரம் பேசும் நவிழவே பலவாரா ஞானம் கூறுவான் நாதாக்கள் தெளிவதுவும் மிக மிகவே பேசும் புவித நிலே நெடுங்காலம் இருந்த சித்து புங்கசித்து போதனிலே அறிந்துமேதான் கவியான சாத்திரங்கள் இதிகாசங்கள் கற்றறிந்து சமாதி நிலை கொண்டுமேதான் பவிதமென்ற ஞானப்பால் தன்னிலே தான் பறவுலகில் நெடுங்காலம் இருந்தார்கானே சிறு குழந்தையாக ஞானத்தை உபதேசிப்பவர் போல் பேசுவார் பெரிய ஞானி போல் பேசுவார் பிற்காலத்தில் உலகிற்கு அநேகம் நூல்கள் அளிக்கப் போகிறவர் அல்லவா அவரை இந்த உலகத்தின் மேல் நெடுங்காரம் இருந்தார் அகத்திய முனிவர் இவ்வாறு கூறுகிறார் அகத்தில் பனிரெண்டாயிரம் என்றும் கிடைக்காமல் இருந்தார் போகரை பற்றிய இந்த வரலாறு உலகிற்கு தெரியாமலே போயிருக்கும் அது மட்டுமன்று போங் என்ற சீன பெயரே போகர் என மழுவியது என்றும் துணிவார் உணர் உலகத்தில் எங்குமே இல்லாத பெயராக போஹர் என்ற பெயரை உண்டாக்கி போகத்தில் ஆழ்ந்து போனவர் ஆகையால் அப்பெயர் ஏற்பட்டது என்ற வதந்தியை உண்டாக்கி அவதூறுக்குள்ளாக்கப்பட்டார் அதற்கு தக்கபடி கதைகளும் உண்டாக்கப்பட்டன என்று கருது பலர் போகர் என்ற நியாயமான ஒரு காரணம் கற்பிக்க சகல துறைகளிலும் துறை போயவர் ஆகியால் போகர் என்ற பெயர் ஏற்பட்டது என்றும் கூறுவர் போயான் என்ற பெயர் போயர் என்று மரியாதை நிமித்தம் அழைக்கப்பட்டு போகர் என்று மருவி இருக்கலாம் என்பதை ஏற்புடையதாக தோன்றுகிறது நன்றி வணக்கம் மற்றும் ஒரு சித்தர் வரலாறு பற்றி காண்போம்